ஏதோ நீ வம்பு தூடுறாயு தான் நினைக்கிற அதாவது எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் எழுதின கடிதத்தில் இருக்கிற அலி அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம மறுக்க முடியாது அது வந்து முத முதல்ல அண்ணன் ஜெயபாஸ்கர்னு தான் கவிஞர் ஜெய ஜெயபாஸ்கர் அது என்னென்னா அது அவர் கேட்குறாருல அந்தோனி சாமிங்கிற ஒருத்தர் தான் அதில் உதவி ஆய்வாளராக இருக்கிறார் அவர் அடித்து தான் அவர் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் உண்மையான பேரை வச்சுட்டு நீங்கள் அதை மாற்றினீங்கன்னு கேட்குறாரு அதில் தம்பி தமிழ் வந்து பேசும்போது அந்த உதவி ஆய்வாளர் பேசும்போது பின்னாடி வந்து வன்னியர் சங்க அந்த அடையாளம் வந்து அது தெரியாமல் வச்சிருக்க முடியாது ஒரு உலகத்துக்கே தெரியாது வன்னியர் சங்க குறியீடுன்ட்டு அதை அதை தவிர்த்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தோணலை அதாவது உண்மை ஏன்னா நான் காட்சியிலேயே கதாபாத்திரங்களோடையும் மூலிகை அப்படியே போயிட்டதுனால எனக்கு தோணலை அது சொல்லும்போது திருப்பி ஓ அப்படியா வச்சிருக்காங்களோ பின்னாடி வச்சுருக்காங்களோ அப்படின்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இல்லைண்ணா அப்போவே தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் தம்பி இது அது எடுத்துடலாம் அப்படின்னு அதை அதுக்கப்புறம் அதை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாற்றி ஏதோ லட்சுமி சரஸ்வதி படமாக வச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது தொடக்கத்துலேயே செஞ்சுருக்கலாம் அது அது அது என்னுடைய கருத்து அதை தவிர்த்துருக்கணும் அது அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் வழியை வெளிப்படுத்துவதற்கு பட எடுத்து இன்னொரு சமூக மக்களினுடைய வழியை வேதனையை ஏற்படுத்திட கூடாதுன்றா ஒரு லட்சம் ரூபாய் தருவான்னு ஒரு பாமக மாவட்ட செயலாளர் வந்து அறிவிக்கிறாரு அதுக்கு இது வரைக்கும் அந்த தலைமை வந்து எந்த இதுவும் சொல்லலை எல்லா அப்படி என்ன தப்பு எட்டி உதைச்சா அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப பேசுறாங்க இது ஒரு ஜாதி அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அநாயகமான பதிவு அப்படியே அவர் அவள் எட்டி உதக்கிற அளவுக்கு கேட்டார் என் தம்பி என்ன அப்படியே செந்தில என்ன அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பதிவிடப்படுது அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச இது வந்து சூர்யாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்காது ஏன்னா ஒரு படைப்பு அவரு கதை கட்டிருப்பார் நடிச்சிருப்பார் பின்புலத்தில் என்ன வருது பின்புலம் என்ன இருக்குது அது கலை இயக்குனர் வேலை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இவங்க தான் பார்ப்பாங்க அவர் அவருக்கு அவர் தெரிஞ்சது செஞ்சப்பரேன் என்ன இப்போ துறைக்கும் நான் வந்து என்ன நடப்பேன்னா சூரியாவது மட்டும் இல்லை அந்த குடும்பத்தையும் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அண்ணன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுதான நினைப்பாங்கள வழியை புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு அவங்க எப்போவுமே விரும்ப மாட்டாங்க அவங்க அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்க தான் விரும்புவாங்க அது எங்கள் அண்ணன் சத்யராஜு இருந்து எங்கள் அண்ணன் சிவகுமார் எனக்கு ரொம்ப தெளிவு அது வந்து எதுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய அப்படிலாம் அவர் திட்டமிட்டு செஞ்சிருக்க மாட்டார் அது போய் தேவையில்லாமல் அவரை மிதிங்க உதைங்க இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கு அப்படி பதிவு போட்டவர்னா நான் வேணா காசு கொடுக்குறேன் நின்றி அழகு பார்த்து புரட்சி செய்ததோ போடும் என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரள போட்டு விடைத்தவன் சதிவா